இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா சண்டே ஸ்பெஷல் காய் மக்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி எல்லாமே நல்லாயிருப்பீங்க நான் நம்புறேன் இப்போ என்ன பண்ண போறோம்னா சண்டே அதுவாக ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ டக்குன்னு ஒன்று யோசிச்சேன் ஏன்னா மீன் அடிக்க போலாம் மீன் அடிக்கப்போ ஏதாவது ஒரு நல்ல மீனாக பார்த்து வாங்கி வேறு லெவலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் நார்மலாக கிடையாது அப்படி என்ன மேல் அப்படியே ஊற்றி ஊற்றி ஊற்றி ஊற்றி வேறு லெவலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கவே போகணும் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து மீன் நாங்கள் கிடைக்கவே இல்லை வெயிட் பண்ணி பார்த்து ஒரு இத்து போன மீன் செத்து போன மீன் ஒன்று இருந்துச்சு என்ன மீனாக அதாவது வஞ்சிரும் அதை வந்து செஞ்சோம் என்ன தோல்னை தெரியலங்க சுத்தமாக அறக்கவே முடியல நான் கர கரகாரன்னு போட்டு அருவாமரை எடுத்துங்க எழுதுகிறேன் அப்பயும் முடிவே இல்லை ஒரு வழியாக அர்த்தியே முடிச்சிட்டோம் நம்ம செய்ய போகிற டிஷ்ஷில் போட வேண்டிய ஐட்டம்ஸ் காலிஃப்ளவர் முட்டை மீன் மசாலா அத்திரி மாதத்தில் போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கோடட் வீடியோ சூப்பர் வீடியோ எடுக்கல ஐயோ ஐயோ பசின் சொன்னானே 80 ஆட்சி chili powder காரசியா lemon மேடம் அப்படியே இதையチ போட்டு mix பண்ணிக்கலாம் அந்த அது நோட் பண்ணியாச்சு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 அவதாங்க அப்படியே மத்தல புல்லா உள்ள தடவிங்க அண்ணாமலை நினைச்சு போட்டு தடவை ாங்க எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சிருச்சு எடுத்துட்டு மொத்தமா பூச்சி மிச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேச போடுங்க நான் இல்ல வருவோம் make it Michael Ashley Ah I'm goingALLY Michael I'm going to drop the புரியல போடறா இங்க எரியா என்ன ஆயிடறா என்ன என்ன நான் போட்டுருக்கேன் சீன் சைடு எடுத்துக்கங்க நீ oh பெரிய முத அரு சுவை அப்படின்னா என்ன அதுக்கு மீனிங்க சொல்லிட்டு சாப்பிடுங்க அருசுவைனா எனக்கு தெரியாது சாப்பிட தெரியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தெரியாது ஏன்னா அதுவே தெரியாது உங்களுக்கு சார் எனக்கு தெரியும் ஆறு வகை சுவை சேர்ந்தது அரிசுவை அதை தான் நம்ம வந்து புளிப்பு இனிப்பு தோற்பு கசப்பு கார்ப்பு ஓர்ப்பு இது மொத்தம் ஆறு வகை சேர்ந்தது தான் அரிசுவை இப்போ அந்த அறுசுவையை இப்போ நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் வேற லெவலு நல்லா போடுங்க வேறல் இந்த மீன் அரிசுவே இப்பதான் முத மொதல் நீங்களே பாருங்க பச்சை போய் அதிகமா அதுல எண்ணெய இருக்குது மட்டும் தான் போகுது எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கலாம் மூடி செய்வாங்களா அந்த மாதிரி பெரிய கிரவுண்டு நடுவுல அடியில பத்த வச்சு வேலை சுப்ட்டு வச்சு அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுங்க எனக்கு நிறைய சாப்பிட்டு கிளம்புல தான் இருக்கும் வீடியோ எப்படியும் பிடிச்சிருக்குமா பிடிக்காதான் சதிப்பே தெரியல பிடிச்சி தான் லைக் போடுங்க அதில் சதிப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் பாய் பாய்